வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் மே 26. சிக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆகுது இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த் அண்டுக்குரிய எக்ஸ்பரி டே ஸோ எக்ஸ்பைரி டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான் ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் வாழட்டையில் இருக்கும் வால்யூம் இருக்கும்னு நம்ம எஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது பெரிய மொமெண்டம் இல்ல. இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கிடைக்கும் போது அந்த ட்ரென்டு மாறும்போது நமக்கு கால்ஸ்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு வந்து செல் ட்ரென் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நமக்கு இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் ட்ரென் பிகின் ஆகுது ஸோ செல் அட் தேர்ட்டி ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்றும் அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரெய்ட் ஒயிட் கலர் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் கூறிய லைன் இப்போ ட்ரேடிங் கூட அந்த பாயிண்டில் தான் ட்ரேடிங் போய்ட்டு இருக்குது கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கட் லைன் அதை ப்ரேக் அட் பண்ணுதா ஃபர்ஸ்ட் டார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செகண்ட் டாரட் பார்த்தீங்க உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் த்ரீ லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் எந்த லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம் இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டே வெயிட் பண்ணுவீங்க எப்போ கால் வருதுன்ட்டு அதே மாதிரி கால்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கால் ஒவ்வொரு இப்போ கரண்டில் கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால் தான் வரும் கரண்டில் செல் கால்லாம் நெக்ஸ்ட்டு பைக் கால் வரும் ஸோ ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் நீங்க உங்களுடைய வேல ஜஸ்ட் வரப்போகிற கால் என்னன்னு தெரியும் பட் மார்க்கெட் கொஞ்சம் இற இறணும் ஏ பைக் கால் வர்றதுக்கு இறங்கணும் செல் கால் வரக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் நடக்கும்போது கால் வரும் ஸோ அது நடக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆர்டர்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் அதுவும் என்ட்ரி பாயிண்ட் இதில் வரது யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட் உங்களால் நீங்களே ஓனாகவே டார்கெட் செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் வச்சாடி ட்ரேட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஹண்ட்ரட் பாயிண்டுக்கு மேலே வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை வச்சு ஆல்டர்னேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு கிளியர் கட்டா ட்ரெண்ட் மாறும் போது கேண்டிலுடைய கலர் चेंज ஆகும். ஒன் ஸ்கேண்டில் கலர் चेंजेसனா இந்த ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் கேண்டில் கலர் சேமாவே தான் இருக்கும். சோ இப்போ பாருங்க レッド கலர்லயே தான் போயிட்டே இருக்கு. சோ உங்களுக்கு பார்த்தேனே ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கற மாதிரி. அதே மாதிரி ட்ரெண்ட் चेंज ஆயிச்சனால உங்களுக்கு கேண்டில் கலர் चेंज ஆயி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துறோம். சோ இது வந்து பியூர் அண்ட் பியூர் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் बेस्ड இன்ட்ராடே டிரேடிங் காண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சார்ட் தான். இன்ட்ராடேல இந்த டைம்ல இந்த மொமெண்டம்ல எப்படி இருக்கு? நமக்கு ஓவர் ஆல் லுக் தேவ இல்லை. ஓவர் ஆல் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அப்படின்றத வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது நமக்கு தேவை அந்தந்த ஷார்ட் டேம் மொமெண்டமில் என்ன கிடைக்கிதுன்றதான் ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் சார்ட்டு கூட டைம் வந்து ஒன் மினிட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஒன் மினிட்டுங்க எல்லாம் ஒவ்வொரு கேண்டிலையும் நல்லா பெக்யூலியராக நுணுக்கமாக நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி ஸோ இப்போதைக்கு ஒரு செல் ஜென்ட் ஆகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நம்ம டேரக்டாவே பார்ப்போம் டார்கெட்டாக இல்லை ஸ்டாப்லாஸாக எந்த செட் போய் பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் எப்படி போகுதுன்றதான் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மார்க்கெட் வந்து எயிட்டி பாயிண்ட் மொமொண்டம் தர்றதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் டைமிங் வந்து எடுத்திருக்கு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபைனலாக இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் ப்ரேக் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேண்டலுடைய மூவ்மெண்ட் அனலிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் அதுவும் பிரேக் அவுட் கிடைக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் உங்களுடைய வேலையில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஒரு டென் ஓ அப்புறம் கிடைச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே இன் அனுப்புங்க ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் புடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ